எவ்வளவு தேடினாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ விருப்பப்பட்டது உங்களை தேடி ஓடி வரும் இறைவனை பொறுத்த வரைக்கும் பணம் என்பது வெறும் கலர் பேப்பர் தான் என்னோட என்னத்தையோ உருட்டிட்டு தெரியறாங்க அப்படிதான் பாப்பாரு அவர் என்ன பெரிய பொருளாவா பாப்பாரு அவரை பொறுத்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இதை நீங்க உணரணும் எப்ப உணர முடியும் தியானம் தவம் செய்து கொண்டே வரும்போது அந்த ஸ்டேட்டுக்கு இறைவனே உங்களை அழித்து செல்வார் வேற வேற தீட்சைகள் வாங்கியிருக்கோம் ஒரு மாற்றம் எங்க வாழ்க்கையில தெரிஞ்சதுங்கிறது உண்மை சொல்றேன்னா நீங்க நிறைய தடவை சொன்னீங்க இப்ப தீட்சை எடுத்துட்டீங்க கரெக்டாயும் தெரியும் அது வந்து என்னன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது வேணும் அது வேணும்னு கேட்குறதை நிறுத்திட்டு எங்களுக்கு எது நல்லதோ அது கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது எவ்வளோ நல்லதுன்னு நம்ம கற்பனைக்கெலாம் எட்டாதது அந்த அவ்வளோ நல்லது வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கு அன்னதானம் எல்லாரும் கொடுக்குறாங்க ஆனால் ஆன்மாவுக்கு வந்து ஒரு இப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல சொல் தானம் யாரும் கொடுக்குறதில்ல சிறந்த சேவை இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் பண்ணுறீங்க அனைவருக்கும் வணக்கம் எவ்வளவு வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது உண்மையாவே வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா யூ ஆர் பிளஸ்டு பீங் அர்த்தம் தப்பா எடுத்துக்காதீங்க என்ன அப்படின்னா இதை நீங்க மிக சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது என்று அர்த்தம் இறைவன் எது செய்தாலும் நல்ல காரணத்திற்காக நல்ல காரியத்திற்காகத்தான் செய்வார் சோ உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குன்னா கூட அதுல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் இறைவன் என்பவர் உங்களுக்கு அந்த விஷயத்த செய்திருக்கிறார் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இப்போ வேலை கிடைக்காம இருக்குதுன்னு வச்சுப்போம் அந்த நேரத்தை நான் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறேன் அப்படின்றத தான் ரகசியம் சூட்சமுமே இருக்கு நீ வேலை தேடுங்க உங்களை நான் வேணாம்னு சொல்ல எவ்வளவு தூரம் வேலை தேடியும் வேலை கிடைக்கலன்னா என்னங்க பண்றது நான் என்னங்க தப்பு பண்ணேன் என்னங்க பாவம் பண்ணேன் அப்படின்னா நீங்க அதை நினைச்சே ஃபீல் பண்ணாம டைவேர்ட் பண்ணுங்க கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் தியானம் தவம் செய்வதற்கு எளிய நேரம் அற்புதமான நேரம் இதுல என்ன பெரிய பியூட்டி அப்படின்னா கண்டினியூவாக நீங்க தியானம் தவம் செய்து கொண்டே வரும்போது வேலை இல்லாத நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ விருப்பப்பட்டது உங்களை தேடி ஓடி வரும் இந்த உலகத்தோடைய பிரபஞ்சத்தோடைய ஃபார்முலாவே என்னன்னா ஒரு விஷயத்த தேடி தேடி நீ ஓடும் போது விலகி விலகிதான் ஓடும் எனக்கு வேண்டாம்ப்பா இறைவா எனக்கு எது தேவையாது நீ ஏன் கொடுத்து உட்காந்துட்டீங்கன்னா உங்களை நோக்கி தானாகவே வந்துவிடும் பிகாஸ் யூ வில் பிகம் ஏ மேக்னெட் நீங்கள் காந்தமாக செய உங்களுக்கு வேண்டும் என்ற பொருளை மட்டும் எழுப்பீர்கள் உங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாம எனக்கு இது நல்லது கிடைச்சிடும் அது நல்லது கிடைச்சிடும் இதை தொட்டா எனக்கு எதை தின்னா பித்தந்த தெளின்னு சொல்லி நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா மன தெளிவில்லாமல் எதை நீங்க அப்ரோச் பண்ணீங்கனாலும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வேலை இல்லாம இருக்கக்கூடிய சமயம் என்பது உங்களது வாழ்க்கையில உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போவதற்கான அற்புதமான நேரம் இதுல பெரிய காமெடி என்னன்னா தவம் தியானம் செய்து கொண்டே வரும்போது ப்ராப்பராக தீட்சை பரம்பொருள் யோகமோ இல்லாத மற்ற யோக பயிற்சி உங்களுக்கு எது குடிச்சிருக்கோ அதை தீட்சை வாங்கி பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது சீக்கிரம் வேலை கிடைச்சிடும் இன்ஃபேக்ட் நீங்க கேட்காத நிறைய பொருளாதார ரீதியா எல்லாம் உங்களுக்கு ஆனா இப்ப நீங்க உயர்ந்துட்டீங்கன்னு நினைக்க கூடாது இது இன்னும் பெரிய மாதிரி சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க என்ன பண்ணா வேலை பார்த்துக்கிட்டே உங்களோட ஆசைகளை தீர்த்து கொண்டே தன்னிறைவுக்கு வந்து கொண்டே இந்த தியானத்திலும் முன்னேறி கொண்டே வர வேண்டும் இதுதான் ஒரு கையில உலகத்தை இன்னொரு கையில இறைவனை புடிச்சுக்கிறது சைமல் ஒரே நேரத்தில் ஒன்றாக பயணிக்க வேண்டும் இந்த தண்ணீர் போகும்போதுதான் இந்த உலக இச்சைகளிலிருந்தும் நீங்கள் விடுபட முடியும் உச்சகட்ட நிலையான ஆன்மீகத்திலும் நீங்கள் அடைந்து சென்று அடைய முடியும் சோ நல்லா புரிஞ்சுக்கங்க இது தியானம் தவம் என்பது உங்களுக்கு ஒரு சில பொருட்களையோ இல்ல ஒரு சில விஷயங்களையோ சந்தோஷங்களை உங்களுக்கு சீக்கிரம் அச்சீவ் பண்ண வைக்குது சீக்கிரம் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது உங்களை சோதனை செய்கிறது இறைவனை பொறுத்த பணம் என்பது வெறும் கலர் பேப்பர் தான் என்னோட என்ன தேவை உருட்டிட்டு தெரியறாங்க அப்படிதான் பாப்பாரு அவரு அவர் என்ன ஏதாவது பெரிய பொருளாவா பாப்பாரு அவரை பொறுத்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா தன்னை உணர்தல் ஞானத்தை அடைதல் தன்னை உணர்தல் என்பது என்ன நானும் இறைவனும் வெவ்வேறு நானும் இறைவனும் ஒன்றுதான் என்று உணர்வுதான் தன்னை அறிதல் நான் ஒன்னே இருக்கிறது பூரா அவன் உணர்றதுதான் தன்னை அறிதல் இது நாலேஜ் இதை நீ உணரணும் எப்ப உணர முடியும் தியானம் தவம் செய்து கொண்டே வரும்போது அந்த ஸ்டேட்டுக்கு இறைவனே உங்களை அழைத்து செல்வார் சோ வேலை வெட்டி இல்லை அப்படின்னா நினைக்காதீங்க கஷ்டப்படாதீங்க சங்கடப்படாதீங்க ரொம்ப கான்பிடென்ட் லெவலோட ஸ்ட்ராங்கா வில் பவரோட சீக்கிரம் கிடைச்சாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும் எத்தனை கோடி பணம் வந்தாலும் சரி இறைவனை விட்டுவிடக் கூடாது ஏன்னா இந்த மாயில மறுபடியும் போய் சிக்காது எந்த சூழ்நிலையிலயும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் எவ்வளவு பெரிய பெரு காசு பணம் புகழ் எது வந்தாலும் கூட நீங்கள் இறைவனை விட்டுவிடக்கூடாது இறைவனை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா பேட்ரி இல்லாத செல்போன் போன்றது இன்டர்நெட் இல்லாத போன் போன்றது பேட்ரி இல்லாத கால்குலேட்டர் போன்றது சும்மா பாக்குறது வேணா நல்லா இருக்கு அதனால ஒரு பயனும் கிடையாது இறைவனின் அனுகிரகம் இன்றி உங்களால் மோட்ச நிலை அடைய முடியாது உங்களுடைய ஆசைகளுக்கு தான் அந்த உலகம் இறைவனுடைய ஆசை மறுபடியும் நீங்க அவரோடயே சென்று கலக்க வேண்டும் என்பதுதான் எந்த மூலத்திலிருந்து வந்தீர்களோ அதே மூலத்திற்கு சென்று கலப்பதுதான் உச்சகட்ட ஞான நிலையாக இருக்க முடியும் சோ வேலை இல்லாம ஃபீல் பண்ணாதீங்க வேலை தேடிக்கிட்டே வேலை கிடைக்கலனா நீங்க கண்டினியூ பண்ணுங்க இது ஒரு அற்புதமான நேரம் உங்களை உச்சகட்ட நிலைக்கு தானாகவே அழைத்து செல்லும் நன்றி வணக்கம் பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிரியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும்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 பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் உங்கள் கைகளாலேயே கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் நன்றி வணக்கம்